வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் கில்மா ஜோதிடம் ஆரம்பிச்சேன் உங்களுக்காக இல்லை எனக்காக பேசும்போது இந்த அமாவாசை இருக்கிற பிரிச்சாளுக்கும் போயிடுறேன் அதனால முதல்ல வந்து பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம சேனல் நம்ம சேனல் வந்து அனுப ஜஜ ஜோதிகள் இதுல வந்து இப்போதம் ஓகேங்களா இது வந்து மூணாவது வீடியோ மொதல் வீடியோல வந்து இந்த இரண்டாம் பாவம் அதே இந்த ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் முன்ன கூட சேர்த்துப்போம் அதே போல இந்த பன்னிரெண்டாம் பாவம் இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்கணும் அதே போல கிரகங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா குரு சுக்கரன் அப்புறம் ஏழு குடையர் இதை பத்தி இப்ப நாம் வந்து பார்க்கணும் இது வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பன்னெண்டு ஒவ்வொரு பாவத்தையும் எக்ஸ்டைன் பண்றாங்க அதே போல இந்த குரு சுக்கரன் ஏழு குறைய இது வந்து பொதுவாக சம்பிரதாயமாக ஜோதிடத்தில பார்க்கிற மேட்டர் நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்ன ஜோதிடத்தில் பன்னிரண்டு பாவங்களும் ஒன்பது கிரகங்களும் ஒத்துழைத்தால்தான் கில்ம அதை நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அது எப்படி ஏன் அப்படிங்கிறது வரப்போற வீடியோஸ்ல வந்து நாங்க தூவ் பண்றேன் இப்ப இது எல்லாத்துலையோட முக்கியமானது வந்து என்னன்னா லக்னம் லக்னம் தான் வந்து கடகாங்க கடக்காசரி இல்லாம இந்த விளைநிலத்தில வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுவான் வருஷத்துல உள்ளார போயிடும் நடக்கும் லக்னாதிபதி பலம் தர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் முக்கியமாக இந்த அஷ்டமாதிபதியை விட கொஞ்சமாவது பலம் தரணும் இல்லைன்னு இங்க டிக்கெட்டு தனிமை விபத்துகள் இந்த மாதிரி எல்லாம் போயிடும் வாழ்க்கை அது வந்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் அது வந்து ரெண்டாம் இடம் வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு யாகாவா ராயினும் நாகாக்கர் இந்த கலைஞரை ஜூன் முப்பதாம் தேதி பாதி உள்ள போடுறாங்க அதாவது இருபத்தொன்பது பாதி ராத்திரி முப்பது இயர்லிமாங்க மேட்டூ நாளைக்கு ஒரு கற்ற அதுல அஞ்சு இடத்துல திருமதி ஜெயலலிதா இருக்கல ராகி கூட்டி கழிச்சு பாருங்க கனவு கரெக்டாக தெருவில் கூட சொல்லுவான் நோரு மஞ்சதை ஊரு மஞ்ச நம்ம வாய் வந்து நல்லதா இருக்கு அப்ப லுமி லட்சுமி கரமா இருக்கு லட்சுமி கரம் தான் என்ன ஊடெல்லாம் மாட்டு சாணியை துடிச்சுட்டு மந்திரவாதி போடு மாதிரி சாம்பரவாதி போறதா அது கிடையாது வறுமையின் நிழல் கூட கொடிய கூடாது அதுதான் லட்சுமி கடன் பைசா பைசாவுமே பரமாத்மாடம் வந்து கஞ்சிக்கு இல்லாம ஃபிளான் நீங்க அது அதி தேதியே பொஞ்சாரி அவன் தான் என்ன பண்ண முடியாது அது ஒண்ணு அதே போல நேத்திரம் கண்கள் இந்த சில பேரை பார்ப்பீங்க பேசும்போது கண்ணையே பார்க்க மாட்டான் கண்ணையே பார்க்க மாட்டான் மேலே பார்ப்பான் கீழே பார்ப்பான் போறவனை பார்ப்பான் வரவனை பார்ப்பான் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டான் அப்படி பேசறான்னா அவன் டக்காட்டின்னு அர்த்தம் புதியது இந்த மாதிரிலாம் நிறைய மேட்டர் இருக்கு இதெல்லாம் பார்த்துகிட்டா அப்பதான் இப்படிமா அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் பத்தி சொன்னேன் இவ அப்பா சம்பாச்சி வீடு எல்லா பயலம் பார்ட்டிஷன் பண்ணிக்கணும் ஒரே கேம்பஸில் கூடியிருக்கிறான் நீங்கள் அண்ணா இவனுக்கு நல்ல ரிலேஷன் இருக்கணும் நல்ல ரிலேஷனுக்கு இருந்தால் பிரச்சனை இருக்காது இல்லைன்னு வைங்க பாதி வந்து அவனா கதவை தட்டுவான் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறது வேறு கதை அவன் கண்ட நேரத்தில் கதவை தட்டுவான் அவ என்ன ஆகா எல்லாம் சுருங்கி போயிடலாம் அது மாதிரிலாம் இருக்குது மேடரு அதே போல பயணங்கள் பயணங்களை பற்றி எதுவுமே கொஞ்சம் தச்சு கொடுத்தேன் அதாவது நீங்கள் ரொட்டீனில் இருக்கீங்கன்னு நீங்கள் வீடு வீடு விட்டா நீங்க உங்கள் ஜாதகத்தில் உள்ள சகல யோகங்களும் அதுக்கே செலவாகிடும் எப்பவுமே வந்து என்னென்னா இப்போ எக்கனாமிக்ஸில் கூட இருக்கும் ஒரு லெட்டை ஹண்ட்ரட்ஷன் ரெண்டாவது லெட்டை சாப்பிட்றோம் பத்து பர்சன்ட் குறையும் மூணாவது நாலாவது எட்டாவது வாதிவேதி குடிக்க அதே தான் எல்லா கருமத்துக்கும் மோசம் ரொம்ப அழகா சொல்லுவாரு பிரம்மச்சரியும் உங்களை உடலுறவுக்கு தயாரப்படுத்தும் உடலுறவு பிரியக்கு தயார வாழ்க்கையில ரெண்டுமே தேவதா வாழ்க்கையில தேவதா இருக்கு மேற்கொண்டு மனைவியை பிரிந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அந்த இடத்துல தின்னு காஞ்சி கருவாடா போய் வீட்டுக்கு வரைக்கும் வீடு சொர்க்க மாதிரி இருக்காங்க இதே வந்து குட்டி போட்ட போன மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி வரைக்கும்னு வைங்க அங்கேயும் வாட்டர் இருக்கு இங்கேயும் தண்ணி இருக்கு இந்த கருமந்தான் காட்டிலே சுரண்டா மூடிக்கிட்டு திருப்பி படி ஆகணும் அதே போல் இசை மூன்று இசையை காட்டும் காதுகளை காட்டும் பஞ்சாடி வந்து வாயான்னு கூப்பிட மாட்டாள் வாயான்னு பூ விட மாட்டான் அவளுடைய நடை உடை பாவனை தலையில் பூ வச்சிருக்காளா இல்லையா அவளுடைய பெருமூச்சிகள் இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால் சவுண்ட் பாக்ஸ் கரெக்டாக தான் செய்யணும் வந்து ரீச் பண்ணிக்க முடியும் அதே போல இசை உங்களுக்கு இசையில் நீங்கள் ஒன்று போய் வாசிக்க வேணாம் ரசனம் இருக்கணும் ரசனை இருக்கணும் நீங்க பாடுறாங்க பாடுற மாதிரி அது கிடையாது இசை இசைங்கிறது வேற இசை என்பது ஒன்று நரம்புகளை ஓய்வுகளைக்கு கொண்டு போனோம் இல்லைன்னா நரம்புகளை தூண்டி ஒரு கில்மாவுக்கோ ஒரு சாதனைக்கோ அவனா ப்ரொவ் பண்ணணும் அதான் இசை நீங்க வந்து இந்த இசை கருவிகளை எல்லாம் பாத்தீங்கன்னு எல்லாமே செக்சுவல் பார்ட்ஸ் மாதிரி இருக்கும் அது நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன பின்னா அது ஆஞ்சநேயர்கள் பேர வேற இருக்கு ஸ்கிரீன் வேற நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்பார்க் ஆகும் அழுது வந்து ஐந்தாம் ஆகும் அழுது என்பது பூர்வ புண்ணியங்களை காட்டும் பிள்ளைங்களை கூட புண்ணியம் கொத்தி புருஷடும் தானம் கொத்தி பிள்ளைடும் நீங்கள் பண்ண புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பிறவியில் வந்து கணவனோ மனைவியோ அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு தானம் வந்தீங்களோ அதை பொறுத்து தான் குழந்தைங்க கறக்கும் அழிஞ்சொல்வாங்க அதுக்கு வந்து என்ன மனது நல்லதாக இருக்கணும் மனசு நல்லதாக இருந்தால் நாங்கள் சாப்பிடும்போதே எவையோ அந்த ஃப்ரெண்டு சாப்பிட்டானா இல்லையா எவையோ அந்த பையன் பாவம் ரேஷன் கார்டு கலைஞ்சிருக்கிறானே அவனுக்கு ரேஷன் கார்டு கட்சிதான் இல்லையா இப்படி தோணும் அடுத்துனாலே போதும் அடிக்கடி எண்ணம் போல் மனமும் மனம் போல் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த அஞ்சாவது இடம் நல்லா இருக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு பூர்வ புண்ணியங்கள் இருக்கணும் இப்ப எல்லா பயிலும் பிக்ச டிபாசிட்ட வச்சுக்கிட்டு தான் வாழும் சேவிங்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் எத்தனை பேரு அதனால அன்னன்னைக்கு அந்தன்னைக்கு எம்ஜிஆர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் வைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பூர்வ பொண்ணியும் ஆட் ஆகிட்டே வரும் அது ஒரு பாயிண்ட் அதேபோல் இது வந்து புத்திரஸ்தானம் வந்து உங்களுக்கு பாப்பா பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இருந்ததும் வைங்க எப்போ வந்து அவங்களுடைய எக்ஸல் ஓவரிலிருந்து ரிலீஸ் ஆகி கர்ப்பு பையில வெயிட்டிங் வருதோ அந்த கரெக்டாக வரும் ஓகேதா இல்லை சகட்டு மெனி கண்ண நேரத்தில் வரும் அது இனியும் நிறையமா போயிடும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பத்தி சொல்லணும் லக்னத்தில் உள்ள கிரகங்கள் ஏழை பார்க்கும் ஏழில் உள்ள கிரகங்கள் லக்னத்தை பார்க்கும் எல்லா அப்பாயிலும் என்னடா சொல்றாங்கன்னா என் பஞ்சாதி என்ன மாதிரி இல்லப்பா பஞ்சாதி என்ன சொல்லுவோம் என் புருஷும் என்ன மாதிரி இல்லைங்க அதான் தப்பு என்னடானா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒழுங்காக கொடுத்தனும் நாளெல்லாம் போகணும் அவனுடைய குணங்கள்லாம் இவளுக்கு ஒன்றுரும் குணங்கள் எல்லாம் அவனுக்கு போயிடும் அதான் அந்த ஒன்று சம்பந்தம் வஞ்சாரி சரியில்லைன்னா உங்க உங்களும் அர்த்தம் ஓகே நான் லக்னத்தில் இருக்கிற கிரகம் தானே ஏழை அதான் வந்து கொஞ்சாதி புத்தியை கெடுக்குது பொண்ணு அதே போல ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் லக்னத்தை பார்க்குது கொஞ்சாதி சரி இல்லைன்னா புருஷனுக்கு மைண்டு கெட்டு போகுது இது மாதிரி மேட்டர் அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா குரு சுக்ரன் ஏழுக்குடியவரை பார்க்க சுக்கரனை பற்றி ஏற்கனவே சொன்ன இவர் வந்து கலைகளுக்கு காரகன் நீங்க வந்து கலைகள்ல ஜூரியா இருந்தீங்கன்னா எதிர்பாலை ஈஸியாக கவரலாம் ஊர் பெரிய மனுஷனு ஈஸியாக கவரலாம் ஆடு மாடு பைசா நல்லா வாழ்க்கைய நல்லா அனுபவிக்கலாம் அனுப்ப அதே போல இந்த சுக்கரன் என்பவர் இந்த ரீப்ரோடிவ் பீங் இருக்குது பாருங்க அது மொத்தத்துக்கும் சுக்கரன் தான் காரகன் சும்மா கலத்துற காரகன் கிடையாது இந்த சுக்கரன் என்பவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அதை பொறுத்து தான் உங்களுடைய தாம்பத்தியம் இருக்கும் புரியுதுங்களா இப்போ சுக்கரனும் ராகம் இருக்காங்க இங்கே அது அப்னார்மல் இப்போ சுக்ரனும் செவ்வாயம் இருக்கிறாங்க இங்கே நல்ல மேட்டரில் இருக்கும்போது எது தகராறு வந்துடும் அந்த நேரம் பார்த்து கொள்ளையர் கொள்ளையர் நான் அச்சுக்கிறதோ திட்டிக்குன்னு திரும்பி பட்டுக்கிறதோ நடக்கும் நிறைய மேட்டர் அதெல்லாம் நிதானமா சொல்றேன் அதே போல குரு குருன்னா வந்து ஹார்ட் பைசா முக்கியமா கோல்டு பைனான்ஸ் செல்வா இருக்கு இப்ப தேடி ஒரு நாலு பேரையும் கொஞ்சம் வந்து புறநீங்க கொஞ்சம் அதிகம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் மை மேன் அப்படின்னு நத்த நாடு புறம்போக்கா வந்து என்னடா கருமை இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கணும் தோணுமா தோணாதான் அதே போல பைசா எப்பப்பாரு கடுக்கு டப்பாவில் ஏதாவது காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்னு நீங்கள் என்ன வாய்தா அதே போல் ஹார்ட்டு இது வந்து அப்படிங்கிறது என்ன காரியம் பண்ணுது ரத்தத்தை எல்லா பார்ட்ஸுக்கும் பம்ப் பண்ணுது முக்கியமாக ஆண்கள் உடலில் ரத்தம் என்பது பல இடத்துக்கு பயணம் அப்போ தான் வந்து அவருக்கு இன்னும் அது ரெடியாக ஏதோ வேலை பண்ண முடியும் குருவே வீக்குன்னு வைங்க என்ன ஆகும் அப்போ தான் வந்து இந்த இழந்த சக்தி வைத்தியர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் தன்மைகள் குறைபாடு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த குருவுக்கு சம்மந்தப்பட்டது ஏழு குடியோரை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பாம்போம் இதே சும்மா வந்து தவளை பாய்ச்ச மாதிரி தாண்டி வந்துவிட்டேன் இன்னொரு ஓட்டு ஓட்டுவோம் அடுத்து பார்த்தீங்களா ஏ ஒரு இன்னொரு மேட்ரு ஒய்யால இந்த வீடியோவையும் நூறே பேர் பார்த்தீங்கன்னு வீங்க தொடர் இன்னையோட க்ளோஸ் இதனால வந்து எனக்கு பத்து விஷயம் ஆதாயம் கிடையாது எனக்கு வந்து மக்கள் பார்க்கணும் பயன் தரணும் அவ்வளோதான் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேராவது பார்க்கணும் இல்லைன்னா இதோட இந்த சீனர் குளோஸ் நன்றி வணக்கம் சித்தரவேண்டியிலிருந்து முருகேசன்